மாது மைய பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை அறியும் தூண்டும் வார்த்தை Accepting word as a person and celebrating word as a person. Hallelujah! What month of this month? Yes, month of? I will tell you something. Are you ready? Are you tired of it? We are going to be tired of it. ஏற்று என்ன பண்றீங்க அப்படியே பியூட்டிஸ் இருப்பாங்க in the south Africa, african's you know i receive it in jesus name anakkadwa pressing your pressing it's it neeppaanga edho or inspiring nichna apdi gudich elundu charil endu odi vandu solvaanga i receive it in jesus name inga amen eppadi solranga paaran at least rendu per dhaan solraanga vidhi perlla illa mounas mounama iranga எல்லாம் தொலைச்சவங்களா இருக்காங்க நல்ல கைகளை கற்றி வார்த்தை வரும்முழுதின் you receive it in Jesus name hallelujah, hallelujah. hallelujah. in the month வெற்றி கரமான அன்பின் மாதம் அல்லது ஜெயகரமான அன்பின் மாதம் victorious love month of victorious love vasinga pakla இது எல்லாம் நாம் நாம் நம் வாடே உங்களுக்கு ஒரு அன்பு காட்டப்படும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க திரும்பிப்பீங்களா லவ் லாங்குவேஜ் இருக்கா இருக்கா இல்லையாங்க அப்பா அம்மா வெளியே போயிட்டு வந்தான வாங்கிட்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும் பட படக்கும் ஓடி போய் அவர வரவேற்கிறோம் வீட்ல வந்து அவங்க அப்பா இப்ப புதுசா கிப்ட் பண்ணிருக்கா ஜெயசூரன் அப்போ ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்தில் ஒரு பகு வ வளர்த்துட்டு குட்டி குட்டி இருக்க அது என்ன சொல்லுது ப்ரெக்னெண்டாக இருக்க பகு இருக்கு யாரோ ஒரு என்ன போட்டாங்க பிஸ்கிட் பரோட்டாவா என்னடா இது அப்படிப்பட்ட பக்கு தர லோக்கல் பக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏதோ ஒரு கேக்கு போட்டுருப்பாங்க சாப்பிட்டு பாலாட்டின்னு அவன் பக்கம் பின்னாடி போயிடுச்சான் அவன் எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு அந்த பக்கு குட்டி போட்டு குட்டி போட்டு ஒவ்வொரு குட்டியும் நல்ல ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்றுட்டு அந்த பக்கு அந்த ஓனருக்கு நாமம் போட்டுட்டாங்க அந்த நாமருக்கு அப்ப அந்த பகு என்ன அந்த லவ் லாங்குவேஜ் வேற உங்களுக்கு என் மாமா போல உலகத்தில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டிடுவாங்கல்ல அது ஒரு லவ் லாங்குவேஜ் நம்ம அடுத்த சைட்லாம் போக வேண்டாம் கோ இன்ட்டு இமேஜினேஷன் அதர் திங்ஸ் வேலைக்கு போகும் பொழுது முப்பதாம் தேதி எப்போ வரும் காத்துட்டு ஒரு லவ் லாங்குவேஜ் இப்போ இருபத்தஞ்சாம் தேதி வந்ததோ 25 30 very good. 30, 1-2, அவளோடு காத்திருப்போம் எக்ஸ்ட்ரீம் போகும்போது என்ன ஆகும் ஒரு விதமான இருக்கா இல்லையா ஐம் ஸ்பீக்கிங் வெரி பிராக்டல் நீங்க ரொம்ப நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லஸ்க்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கு கரெக்ட் தானே என்ன லவ் லாங்குவேஜ் அவரில் அன்பு கூறுகிற அவர் நம்மள அன்பு கூர்ந்தார் நம்ம போன வாரம் பார்த்தோம் அவர் அன்பு கூர்ந்தார் துரோகா இருக்கும்பொழுது என்றால் அடுத்தது நினைத்திருக்க ஒருவன் அன்பா இருக்கிறேன் என்றால் சொல்லுங்க நல்லது நல்லா கரெக்டா என் கற்பனைகளை கை கொள்ளுவான் சொல்லுங்க you prove that is the love that இஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் It doesn't seem you are... Are you really loving Jesus? Yes. Lift your hands and say I love Jesus Amen everyone together I love Jesus Amen Are you truly loving Jesus? I love Jesus Today we are going to see some of the brilliant examples Are you truly loving Jesus? அப்படி இருந்து அவர் இந்த ஊழியத்தை இந்த பூமியில செய்யும்பொழுது அவர் தனித்துவராய் செய்யல பாத்தீங்களா அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்தார் இரண்டு சீஷர்களை இயேசு எதுக்காக தெரிந்து கொண்டார் ஊடியின் செய்வியில் எல்லாம் சாப்பிடுதான் கரெக்டா கீப் டெலிங் father is talking reason very good very good keep you keep telling keep telling and as the bumi la avargal terinjedutapulude they were not qualified they didn't have the character they didn't have any strength but jesus chose 12 people 12 disciples common people A very ordinary people, but who had great characters and he chose with them. Okay. The Bible says that they are still alive and they are still alive. That's yes. why they are still alive. They don't have to do anything. No. No. No. No. No. No. No. No. No. No. No. No. பெரிய எப்படி பேசினார் இசுமைகளாக பேச பாரபில் எனக்கு அவ்வளோதான் புரிஞ்சுக்கொள்ளக்கூடியது ஒரு விதை விதத்துல ராஜ்யத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அவர் வெளிப்படையா நீங்க யோகான் சுவிசேஷத்தினுடைய பதினெட்டாம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் அதிகாரத்துல சுசேஷம் இப்பதான் நீங்க வெளிப்படையா பேசுறீங்க ஓமைகளாக பேச முடியாமல் என்ன போகிற நேரம் வந்துருச்சு அவர்கள் கூட இருக்கும்பொழுது பண்றது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் என்ன என்னவா இருந்திருக்காங்க ஓய்வு நாள்ல யிர் வழி அவங்களை சர்ச்சுக்கு போற வழியில கோதுமயம் கூட ஜெபிச்சுட்டு கொஞ்சம் இருங்க வந்து பார்த்த எல்லாரும் என்ன பண்றாங்க தெரிந்து கொள்ளப்பட்டது மிக முக்கியமான காரியம் அவர்கள் நிமித்தமாக ராஜ்யம் கட்டப்படும் அதெல்லாம் அப்புறம் அவர்கள் நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க எல்லா இடத்துல இருந்தார்கள் அப்ப அந்த பனிரெண்டு பேரும் என்னவா இருந்தாங்க பார்த்தாங்க தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் அவர்கள் சாட்சியா இருக்கும்படியா மீது எல்லாம் அப்புறம் தான் பிரசங்கம் பண்றது சபையை கட்டுறது இருக்கும் பொழுது பலப்படுத்தினா உடனே என்ன சொல்றாங்க இவரோட பேச்ச கேட்டு எல்லாரும் என்ன மாத்தினாங்க வஞ்சகன் மாத்த பேச்சில மயக்கிறவன் ஆனா அவைகள் எல்லாம் தாண்டி இவர்கள் ஒரு புறம் சொன்னாலும் ஒரு சின்ன குரூப் ஒரு மைனாரிட்டி குரூப் பன்னிரெண்டு பேர் உள்ள ஒரு குரூப் தெரிஞ்செடுத்தார் ஏனென்றால் இந்த சாட்சி போதும் உலகத்தை கலக்க அதனாலதான் நீங்களும் நானும் முதலாவது ஆண்டிற்கு என்னவா இருக்கிறோம் Are you a few a witness for the Jesus Christ? Hallelujah. 예수 그리스도는क्षातជាឬគ្រឹង சொல்றங்கள ஒரு கொண்டாட்டத்து கொண்டாடுங்க பார்க்கலா எல்லாரும். Amen. Jesus. Amen. I wanted to today wrap up with some of the uh you know um in the சீஷர்களுடைய காரியத்தை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்பாக நான் சொன்னது இல்ல we are going to see this thing. Come on read Acts அப்போசில புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறு வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க ஆனா சுருக்கமா அதுல ஒரே ஒரு காரியத்தை ஒன்று இருபத்தி ஒன்று ஏற்படுத்த நல்லா கவனிங்க இப்ப பன்னெண்டுல ஒரு ஆள் ஒரு டிக்கெட் காலி யாரு யூதாஸ் காரியத்துக்கு போயிடுச்சு இப்போ யூதாஸ் காரியத்துக்கு என்ன பண்ணேஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்போ அதுக்கு குவாலிஃபை பண்ற குவாலிபிகேஷன் என்ன பார்க்குறீங்க யோகா ஞானஸ்தானம் கொடுத்ததுல இருந்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் அவர் இந்த பூமியில் வாழ்ந்ததை பார்த்ததும் எங்களோடு கூட இருந்து மிக முக்கியமானது என்ன வாசிங்க வாசிங்க வாசி எதுக்கு சாட்சி அதுக்கு முன்னாடி உயிர் தெழுந்ததை நல்ல கவனிங்க உயிர் தெழுந்ததை கண்டதை குறித்து அப்போ நேரில் பார்த்தா அவங்களோடு கூட வாழ்ந்த அந்த நபர்கள் இருந்து ஒருவரை அந்த அப்போ இடங்களில் காலியான இடத்தை நிரப்ப வேண்டியது அவசியமாக இருந்தது வாஸ் நாட் அ குவாலிஃபைட் ஹூ வாஸ் பார்ன் ஆஃப்டர் தர்சன் ஹூ லிவ் டியூரிங் டைம் ஜீசஸ் அண்ட் அலாங் இன்ஃபர்மேஷன் அபவுட் அண்ட் சம்திங் அவருடைய உயிர்த்தஸ் பண்ண ஒருவரைதான் அந்த காலியான இடத்துல நிரப்ப வேண்டும் என்று அவர்கள் குறித்து எங்கேசு அவர்கள் சொல்ல அவர்கள் சுட்டி காட்டலாம் அவர்கள் முப்பத்தாம் வசனம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி செய்தார் ஆயிரம் எல்லாருக்கும் அவர் சாட்சியாக காட்சி அளித்தார் அதனாலதான் ஒரு பாட்டுல அழகா இருக்குமே என்ன என்ன என்ன லைன் வரும் If someone says something, then look into your eyes and say, My God is so brilliant and so on. If you look at your eyes, you say, Yes, Jimmy, you say, Hallelujah! In this world, there are so many people and people who are living in this world. But, in the end of the world, Jesus is the one who is living in this world. Amen! ஒரு காரியம் உண்மை என்று எப்படி நிரூபிக்கப்படும் நிலைவரப்படும் அவர்கள் கொலை செய்தார்கள் மதித்தோரிலிருந்து எழுந்தார் எங்களுக்கு காட்சி அளித்தார் எங்களோடு மட்டும் இல்ல அவரோடு கூட புசித்து குடித்த அநேகருக்கு அவர் காட்சியளித்தார் என்று சொல்லி வா பத்தம் அதிகாரீச்சிங் அத்தனை பேசுகிறார் என்ன பண்ண உயிர்த்தெழுந்து பின்பு பன்னிரவருக்கும் தரிசனமானார் பின்பு மற்ற பன்னிரண்டு ஐநூறு பேருக்கும் மேலான தரிசனமானார் ார் என்பதை கல்லரை கல்லறை குறித்து அவங்க சொல்லலாம் ஏதோ ஒரு கல்லறை இவங்களே திறந்து வச்சுட்டு சும்மா சொல்றாங்க யார ஒருத்தன் திரு போயிட்டு வச்சுட்டு அவர் உயிர் சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க அதே கதை தான் இன்னைக்கும் நடக்கும் ஆனால் என்னை கேட்கிற அருமையான சாட்சியாக இருக்கிறவர்களேட்சுடைய சீசனுக்கு மட்டுமல்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒரு கூடியிருந்த இடத்துல அவர் பிரத்யட்சமாக தரிசனம் Come on, lift your hand and say, lift your hand and say, I am a witness of Jesus. I am a witness of Jesus. Amen. Hallelujah. Amen. Hallelujah. I got a beautiful book store, I got a beautiful book. So, I'm going to... So, What do you think about the C-Share? What do you think about the C-Share? It is a burden to leadership. Do you think someone has a burden in the company? அந்த பயர் இல்லிங் ஓய்வு நாள் சாப்டியா பயர் கை கழுமாம சப்டியா அப்படிதான் நடந்திருக்கேசங்கள் எல்லா விதமான பரிசுத்தவான இதெல்லாம் அப்பாற்பட்டு என் மகன் என் மகள் எனக்கு சாட்சியாக இருக்க இவங்களை நான் தெரிந்தெடுத்த நம்ம ரச்சிப்பை குறித்து யோசித்து கூட பார்த்திருக்க முடியாது நாம் எப்படி ரச்சிக்கப்பட்டோம் என்பது என கே அருமையானவர்களே சைமன் பெட்ரோ பட் ஐ டோ நோ திஸ் thing your book la irundadala na avungalukku onnate kaatti avungal patti chinna da solla virumbura okay so your peru enna simon pedro simon pedro seven peter kudai patti solla pona full full kaarithiyam idhellam solla mudiyadhu ippalla i'm i'm going to tell one or two sentence da seriya simon pedro yedai kaatigiradhu yesu therindukondadhela அவர் மூன்று தர மறுதளிச்சும் இல்லாமல் பண்ணி ஒரே கூட்டத்தில் மூவாயிரம் பேர் ஒரே என்ன காட்டுது டசன்ட் மேட்டர் இஃப் யூ ட்ரூலி ட்ரூலி வித் ஹார்ட் ரிப்பன் டு ஜீசஸ் உண்மையிலே மனம் திரும்பி நீங்கள் இயேசுவிடம் திரும்புவீர்கள் என்றால் உங்களுக்குள்ள இருக்க மேன்மையானத அவர் கொண்டு வர உண்மையிலாக இருக்கிறார் அதனாலதான் இந்த சீமன் பேருடைய மரணம் எப்படி இருந்ததுன்னா நீரோ என்ற மன்னன் ஆளுகிறது ரோம பேரரசர் அவரை வந்து சிலுவையில் அரைஞ்சார் அவர் சொன்னார் அரைஞ்சிச்சு நீங்க தலைக்கீழாக சிலுவில் அரைங்க என்று சொல்லி அவர் தலைக்கீழாக சிலுவில் அரைப்படுறோம் எவ்வளவு பெரிய கதை தெரியுமா புரியுதா கால் மேலையும் தலைக்கீழியாகவும் இருக்கத்தக்கதாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் தகவல் இருக்கு இவர் வந்து கு Kazakhstan காமலை 정도면 regionalBLE எதான்சு அறுமைது zerப்பтобы수가 Kaanகாயே enchenth joking biasesக் கரண்டிகேனbildung debenfold பேட்டு centres்கிட்டிர்களுக்கு கொண்டு சர்கி Gesundான். எதான்சு entender wpுடலுக் கால ப 표현 Cap pik ws distributor wedding geographical frame stop gobiernoigi விக்காவல complètement divisு. பேசிMLை வந diction disclắm Expect and Choosedad tällthinking இ...) uğ virtues深ignment simpler Messi என்னநесக் கодуlaws வ Pearson треб kijken பucker舉 வந்துச் happens Crimea overturnbecு MXரி சந்திரி இன்னொரு விதத்துல நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள ஐந்தப்பம் ரெண்டு மீன் இருக்கும் பொழுது அந்த அந்த சிறுவனை கண்டுபிடித்தது யாரு இந்த அந்திரேயா தான் எனக்குலா ஆனா இந்த அந்திரி அப்படி இல்லை சரி சிலுவையில அறையப்பட்ட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் இருக்கு உங்களை பத்திலாம் அடுத்து நீங்க பார்க்க போறது ஜேம் யாருடைய சகோதரந்தன் ரெண்டு பேருக்கும் என்ன பேர் வச்சாரு தெரியுமா வச்சார ஒருமுறை இடத்துல விசுவாசிக்கல வானத்திலிருந்து சும் இன்னொரு முறை ஏசு பேட்ட போயிட்டு சொல்றாங்க இருக்கும் பொழுது ரைட் அண்ட் சைட்ல எனக்கும் லெப்ட் அண்ட் சைட்ல என் தம்பிக்கான குத்துருக்கும் எங்க போவாங்க கொஞ்சம் வருஷத்திலேயே Are Are you you You getting getting it? You see, John. John? Hello. John. Oh my அன்பன் அவரு மார்பிளை சாஞ்சிப்பாரு ஏசு சொன்னார் வருமளவும் இவன் இருக்க சித்தமான மாட்டார் பின்னாடி பயங்கரமா இருக்குதான யோவான் கண்டது எல்லா காலத்தையும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு நடக்க போறதையும் ஆண்டவர் யோவானுக்கு அந்த காலத்துல டைம் மிஷின் மூலமா கொண்டு போயிருக்கா தூஷன் அதெல்லாம் நீங்க நம்ம பைபிள் ஸ்டடி எடுக்கும்பொழுது உங்களுக்கு நான் சொல்ல உங்களுக்கு நீங்க புஸ்தகம் என்பது அந்த அளவுக்கு பெற்றவர் எரிகிற எண்ணெயில் போடும் பொழுது நான் இப்போ ஒரு சைடு வெந்திருக்கிறேன் இன்னொரு சைடு வேகத்தை திருப்பி போடுங்க நாடு கடத்திட்டாங்க கொண்டு போனது நல்லது அங்கதான் இந்த ரெவலியூஷன் புஸ்தகத்தை எழுதுறார் ஏசு கிறிஸ்துவனுடைய நாளில் அவர் அவர் வெளிப்பட்டு அவர் எழுதுறார் பின்பு எபேசு சபைக்கு வராது The first pastor was John. Ephesus, church of Ephesus. Ephesus Abayla, came to the church and he was smugam on the ground. -one, One session was smugam on the ground. John did. That was the first time he was, he was tried for killing. Who is it? Philip. Philip. ஆ எப்ப நம்ம அன்போ மாதிரியா வெரி குட் கரெக்டாக சொன்னாங்க அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் சாப்பாடு ஐயாயிரம் புருஷர்கள் மாத்திரம் இருந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்களாம் சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லும் பொழுது இவர் தான் கேட்டார் இத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்க இரநூறு தினராகுமே எங்க கிடைக்க திவால இல்லையே அந்த ப்ராக்டிக்கலான கொசிஷன் வெரி பிராக்டிக்கல் But, that skill is very important in the kingdom of God. Being practical. That is what Jesus chose him to be in his fold. If you say something about a variety of things, Who is Jacob? Who is Pedro and Andreia? What do you think about business people? What are business people? Fish business. They were partnering. They were partnering. சேர்ந்து இருக்காங்க அதே மாதிரி தான் நடந்துடும் அடுத்தது எல்லும்ண்டிப்பா இவர் எதுக்குட் வெரி குட் தொட்டு நான் பேருக்கு சந்தேகத்தினுடைய பேர்வழியாக இருந்தாலும் தோமா இங்கே இந்தியாவுக்கு வந்து நீங்கள் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர் மறித்ததாக சரித்திரமிச்சார் இந்தியாவுக்கு மலபார் கோஸ்டில் தான் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இங்கே இறங்கியிருக்கிறாரு நம்பூதிரிகளுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அற்புதமே செய்திருக்கிறார் அவர் செய்த அற்புதங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான காரியம் அது பெரிய கதை இப்போ சொல்ல முடியாது அற்புதங்கள் நிறைய காரியங்கள் இந்தியாவுக்காக இன்ஃபேக்ட் நீங்கள் பர்தனுமையுடைய நீங்கள் இது இதில் படித்து பார்த்தீங்கன்னா தேர்ட் செஞ்சுரியில் இந்தியாவிலிருந்து சில ஸ்காலர்ஸ் போயிருக்காங்க ஏசோ பற்றி அறிஞ்சவங்க இந்தியா இஸ் சச்ச பிளஸ்ட் கண்ட்ரி அப்ப நீங்களும் நானும் இதை தாண்டி எவ்வளவு காரியத்தை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம் ஐ யூ பிலிவிங் தோமஸ் இவர் யாரு மேத்யூ என்ன பண்ணியிருந்தாரு tax collector இந்த tax collector பார்த்தாலே யூதர்களுக்கு என்ன ஆகாது ஆகாது அவங்களே ஒதுக்குபண சோஷியல் அவுட்காஸ்ட் அநத நீங்க chosen இல்ல கூட நீங்க பாத்தீங்கனா மัทthew ஐசு கூட போவாரே கூட இருக்க சீஷர்கள் எல்லாம் வந்து இயேசு புடிச்சி இருப்பான் நான் அவங்க அவ மക്കളെ அடிச்சு சாப்புறவன் tax collect பண்ணி சாப்புறணும் அப்படிங்க பண்ணுவான் பட் जीसस brought every variety into his into is four are you getting it or mari aakale ander sandhikale vathiya because he need different kind of people because what he did theruma he is archa perugu iver tax collectors la or virundu pannara yen theruma ese ange vandu pesi ange tax collect panra ungalkala archi pay sollunu solittu virumbanar hallelujah hallelujah that is what you see so This is what, he, even he was like, he was, you know, uh, he also had a fatal end. And the next one is, James, Yaakobu, this one is Yaakobu. What do you say about Yaakobu? James, right? In the James, what do you say about the brother of the Lord? Brother of the Lord, Catherine, Sagodrin, Eswin Sagodrin. இது பார்த்தீங்கன்னா இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பியூட்டிஃபுல்லான காரியம் என்னன்னா குறித்து அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன் அந்த நாட்கள்ல பிரதான ஆசிரியன் என்ன பண்ணியிருக்கான் ஐ திங்க் நேம் இஸ் அனானஸ் அனானஸ் என்று சொல்லுகிற அந்த தேவாலயத்தின் உப்பரைக்கின் மேல இவரை நிற்க வச்சு பெரிய எழுந்து நின்று அதே காரியத்தை எதுக்காக சாட்சியாக ஏற்படுத்த மூன்றாம் நாள் எழுத்த உயிர் தெரிந்த விழுந்த உடனே அடிப்பட்டவர் இறக்கலையா இருக்கிறதுனால எல்லாரும் கல் எறிஞ்சி அவரை கொலை செய்து அதே இடத்துல அடக்க மாட்டிருக்கேவத் இதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ண வச்சது வேலைக்கு அவர்கள் சாட்சிகளா இருந்தார் அதனாலதான் தங்களுடைய உயிர் போனாலும் அவர்கள் கொஞ்சம் ஏனும் அவர்கள் கிளம்ப அடுத்தது யாரு ஜூட் இவரும் சேர்ந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டதாக மாற்றப்பட்டதாக சரி வந்து வைராக்கியமான ஒரு காரியமா இருந்திருக்கேஷன் எல்லும் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் சாட்சிகளாக இருந்தது மட்டுமல்ல அதை சொன்னதுக்கு தங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஆயத்தமுள்ள சாட்சிகளாக இருந்தார்கள் அதனால தான் நீங்களும் நானும் கான்பிடென்ஸா இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த உலகத்துக்குரிய வழக்கில் சாட்சிகள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோஸ்வாங்க பொய் சாட்சி உருவாக்க பணத்தை கொடுத்து சாட்சியை வாங்க பார்ப்பாங்க வாங்க பார்ப்பாங்கள அப்படி புரட்டப்பட்ட எத்தனையோ கேசுகளை இந்த பூமியில் பார்க்கணும் சாட்சிய தன்னுடைய உயிரை குடித்து அவர்கள் சாட்சியாக இருந்திருப்பார்கள் என்றால் அது எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கும் என்பதை எவ்வளவு உண்மையா இருந்திருக்கும் என்றால் தன் உயிரை கொடுத்து இயேசுவின் சாட்சியை நிலைநிறுத்த அவர்கள் துணிந்திருப்பார்கள் என்பதை நினைச்சு பாருங்க அதனால நீங்களும் நானும் வாழ்கிற இந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல இது அவ்வளவு விளையற பெற்ற வாழ்க்கை அவ்வளவு விளையறு பெற்ற வாழ்க்கை அதனாலதான் வசனம் சொல்லுது நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து நீங்க ஜாக்கிரதியா இருங்க கூட அது கொடுக்கப்படல உங்கள் கொடுக்கப்பட்ட காரியத்தை நிறைவேறுகிற வரைக்கும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எத்தனை நீங்க தீர்மானம் எடுக்கிறேன் நான் இயேசுக்கு சாட்சியா இருக்க போறேன் அலேலு உபத்திரமோ வியாவுலமோ துன்பமோ பட்டினியோ பசையோ பட்டன பட்ட நாசமோ வேற எந்த இதுவும் அப்படித்தானே வாசிக்கிறீங்க ரோமர் எட்டாம் அதிகாரி ஏழு கீழ் வசனம் வாசித்து முடிக்கப் போகிறோம் ஒரு பட்டியல கொடுக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுதல் இந்த நாளில் இந்த கடைசி நாட்கள்ல இந்த உயிர்த்தெழுதல் பொய் என்றும் உய்தல் நடக்காலத்தில் பல மடங்கு இந்த காலத்தில் பேசுகிற கூட்டம் எழும்பும் ஆனால் அதன் மத்தியில் தேவன் சாட்சிகளை ஆதாரமாக வைத்திருக்கிறார் அதனாலதான் நீங்க நம்பிக்கையில் என்ன பண்ணுமா நம்பிக்கையில் என்ன பண்ணுமா கழி கூறுங்கள் நம்பிக்கையை நீங்க என்ன பண்ணணும் கழி Because I am loving, I am trusting a living God. Hallelujah! I am the God of life. I am the God of life. I am the God of life. I am the God of life. Amen! Can we talk about this?